பாய்சங்கள் என்று சொன்னதும் அது போன்ற எதிரிப்படையவர்களெல்லாம் நின்று கொண்டே அவரவர்களுக்கு அம்புகளாலும் கத்திகளாலும் கேடயங்களாலும் கிறிசுகளும் தான ஹாசியம் அவர்களை நேரத்தில் ஹாசியமாக கூடிய இழந்த படைகள் தான் புகுந்து சின்ன பின்னமாக வெட்டி இயல்பில் தீடுவார் மீது சிங்கம் போல தானே பாய்ந்து சின்ன பின்னமாக வெட்டினார்கள் வீழ்த்தினார்கள் அவங்களுடைய கொண்டும் எதிரி படைகளில் ஏராளமான வெட்டி குவித்தார்கள் வெட்டி அப்படி அவர்கள் பிணக்காடுகள் தானே எங்கு பார்த்தாலும் ரத்த ஆறுகள் ஓடுகின்றது கட்டுமரங்களை போல பிணங்கள் குவிகின்றது இந்த நிலையிலே வெட்டு வீழ்ந்தவர்கள் எல்லாம் போக மீண்டவர்களெல்லாம் புறங்காட்டித்தானே ஓடிவிட்டார்கள் உடனே ஹாஷியம் கூடாரத்துக்கு வந்து விட்டார்கள் மகன் இனி முதலாவது படைக்கு சென்று நீங்கள் வெற்றியோடு திரும்பிவிட்டீர்கள் ஆகையினால் தாகத்துடைய தன்மையினால் நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஹாசிமர்கள் கண் கலங்குகின்றார்கள் தாகமோ தாங்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய நான் வரட்சி மகனே நான் என்ன செய்வேன் எப்படி உங்களுடைய தாகத்துக்கு தண்ணீர் தருவேன் தாகத்தை தீர்த்து வைப்பேன் என்று அவங்களும் கண்கலங்குகின்றார்கள் இந்த முறையில் பேசிக் போது மீண்டும் எதிரிப்படை அவர்கள் இரண்டாவதாகத்தான் வந்து வளைந்து விட்டார்கள் அவள் வழிந்தவுடனே இவை கண்ட ஹாசியம் அவர்கள் மீண்டும் தான் எழுந்திருத்தார்கள் அறிவித்தாவே முதலாவது சண்டைக்கு சென்று சென்று வெற்றியோடு திரும்பிவிட்டேன் இப்போ நான் இரண்டாவது ஆகப் போகின்ற அனுமதிதார்கள் என்று கேட்டதும் அதுபோலி எல்லாத்தால் அனுபவம் அனுமதி கொடுத்தார்கள் தாயாரிடத்திலும் அனுமதி பெற்று மனைவி இடத்திலும் அனுமதி பெற்று அதுபோன்று இரண்டாம் படைக்கும் சென்றார்கள் சென்றவர்கள் அதே படையில அது போலதான் அவர்கள் ரொம்ப வேகத்தோடு சென்று சீரிய வீழ்த்தி இருக்கக்கூடிய நேரத்தில் எதிர்களெல்லாம் கலைந்து ஓடக்கூடிய நேரத்தில் அப்துல்லா சொல்லுகின்றான் அவருடைய படையில அசரக்க என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கெட்டிக்கார் அவனை கூப்பிட்டான் யார் இந்த அப்துல்லா ஜியா அடே அசரக்கே எவ்வளவு உயரம் எியில இவ்வளவு கெட்டி காரணமாக இந்த படையில நீக்கிய பார்த்தா ஒரு பதினெட்டு வயது பாலக அவர் போடக்கூடிய சண்டையை பார்த்தியா அவர் வெட்டக்கூடிய வீரத்தை பார்த்தாயா நம்முடைய எதிரி படைகள் எவ்வளவு பேர்கள் வெட்டுண்டு இறந்துவிட்டார்கள் உனக்கு கொஞ்சமாவது வீரம் இல்லை உனக்கு ரோசம் இந்த பையனோடு போய் எதிர்த்து சண்டை போடு என்று அந்த அப்துல்ல சொன்ன உடனே சண்டை செய்வதற்கு இந்த பையன் எனக்கு தரம் ஆகுமா என்னுடைய ஒரு கம்பீரம் என்ன என்னுடைய வாட்டசாட்டமான உடம்பு என்ன என்னுடைய ஒரு வலிமை என்ன ஆகையினால இந்த பையனோடு நான் போய் சண்டை போட்டா என்னுடைய தரம் என்ன ஆகுது அதனால எனக்கு நாலு ஆண் மக்கள் இருக்காங்க அது ஒரு பையன் அனுப்பிச்சு வச்சப்போ உடனே இந்த ஹாசிமை அப்படியே வெட்டி தூக்கி கொண்டு வந்துடுவான் சொன்ன அப்படியே அனுப்பிட்டு சொன்ன உடனே பாருங்க அது போல அந்த அசலுக்கு எல்லாத்துக்கும் மூத்தமாக அனுப்பிச்சு வச்சாங்க வந்தான் வேகத்தோடு ரோடு புது வாழ்த்திடுவான் கைமா கையில் இருக்க வேண்டிய வேலாயுடைய வாழை தடுத்துவிட்டு அவருடைய கையில் இருந்த வாழை கொண்டு போடு போட்டான் போட்டவுடனே அவன் அப்படியே ஒரே போ போட்டும்பே விழுந்து இறந்துவிட்டி பார்த்து மூணாவத்தும் எதிர்த்தார் அவனும் அதே போன்று வெட்டு விழுந்து இறந்தார் இப்படி நான்கு மக்களும் சகிதாகி விட்டார்கள் மரணித்து விட்டார்கள் பார்த்த பார்த்த சின்ன நடிச்சு நாலு மக்களை வெட்டி போட்டோட குடும்பம் வலிமை முன்னாலே வந்து மழை போல இருக்கின்றான் போய் தண்ணி தாக்கத்தினால சங்கடமான நிலையில் எதிர்த்து எப்படி போரிடுவது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கும் போது ஆந்த வீரத்தோடும் என்னுடைய நான்கு பிள்ளைகளை வெட்டி வீழ்த்திய உன்னை இதோபா என்ன செய்கிறேன் என்று அவனுடைய உடைவாளர் தாக்கினான் நேரத்தில் அவனுடைய வானாயுதத்தை தானே தட்டினார்கள் ஆனாலும் அவங்க தாகத்துடைய தன்மை எதிரியோடு எதிர்த்து போர் செய்வதற்குரிய வலிமையும் தாகத்தும் இல்லாத காரணத்தை கொண்டு அந்த வாழ் ஹாஷியினுடைய குதிரையின் மீது பாய்கின்றது குதிரை வெட்டு விடுகின்றது ஆகா மகனுடைய குதிரை வெட்டு கீழே விடுந்து விட்டது இனி என்று ஆபத்து ஏற்படுமோ என்று உடனே குதிரை அனுப்பி வைத்தார்கள் அந்த கட்சி குதிரையாக வேகமாக வருகின்றது வந்த குதிரையின் மீது மீண்டும் ஹாஷியும் தானே ஏறி இரண்டு பேர்களும் மல்லாடக்கூடிய நேரத்தில் ஹாஷி சொன்னார்கள் அப்ப அசலுக்கு நீ எசீது படையில பெரிய தளபதி என்பதாக நீ பெருமை சொல்லி பெருமை பாராட்டிக் கொள்கின்றாயே நீ பெரிய ஒரு தலைவனாக இருந்தா நீ ஏறு வந்த குதிரையினுடைய அங்குபடி வாழ்நிலை இருக்காம வந்திருக்கிய கொஞ்சமாக உனக்கு அறிவுறுக்கான் சொல்லி கேட்டாங்க ஹாஷி நீ ஒரு பெரிய தலைவன் பெரிய நீ ஏறி குதிரை வாகனத்தினுடைய அன்புபடிவார்க்க வேண்டாமே நம்ம அப்படித்தான் இருக்காம வந்துட்டோம் திரும்பின உடனே தன்னுடைய கை அமைத்திருக்க வேண்டிய கொண்டு வெட்டியே வீழ்த்தி வீரர்கள் கைய வைத்திருக்க வேண்டிய பயங்கரமான ஆயிரத்தி கொண்டு ஒரே வெட்டு அப்படியே வெட்டு கீழே பனமரம் போல கீழே சாய்கின்றார் மக்கள் கீழே அதுக்கு மேலே தவற மடிக்கின்றடலைவன் ம பொருக்க முடிய தண்ணீர் தாகம் அந்த தண்ணீர் தகனத்தினுடைய தன்னை தன்னை மறந்தவர்களாக மீண்டும் தான் திருப்பி அவர்கள் கூடாரத்து வேகமாக என்ன செய்வேன் எப்படி தாகத்தை தீர்த்துக் கொள்வேன் என்று சொல்ல இவை ஹுசைன் தனியவ்வாவுத்தான் அவனுடைய கண்களில் கண்ணீர் சிந்த தன்னுடைய மகனுடைய முகம் பார்த்து அன்பு மகனே அன்புமகனே அருமை ஹாசி அவர்களை நான் என்ன செய்வேன் தண்ணீருடைய தாகத்தை நான் எப்படி திருத்துவிப்பேன் என்று அங்குடி விரலில் அணிந்திருந்தார் நபி முகமதின் முஸ்தபா ரசூரையும் சொன்னாழி மோதலத்தை தான் கழட்டி ஹாஷி முடி கையில கொடுத்து இந்த கணையாளி உங்களுடைய வாயில போட்டு ஒதுக்கிக் என்று சொன்னார் அது போலதான் ஹாஷியம் கொஞ்ச நேரம் தாகத்தை தீர்த்து கொண்டார்கள் கடைப்பை நீக்கிக் கொண்டார்கள் அப்படி நீக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மூன்றாவது நாகத்தான் எதிரிப்படை அடைகின்றார்கள் அதை கண்ட ஹாஷியம் அவர்கள் தன்னுடைய தந்தை சிறிது இடத்திலே சொல்லுகின்றார்கள் என்ற கண்களில் கண்ணீசிந்த அன்பு மகனே அருமை கண்மணியே நீங்கள் இரண்டு படைக்கு சென்று வந்தீர்கள் என்னுடைய மூன்றாவது படைக்கு போகின்றீர்கள் என்ன ஆகுமோ என்ன ஏற்படுமோ என்று என்னுடைய மனம் வேதலிக்கின்றது என்று சொல்ல அதே நேரத்தில் சொல்லுகின்றார்கள் விநாயகர் தந்தையே நாம எதிரியினுடைய பிடியிலே அதாவது மரணத்தினுடைய வாசலிலே நாமல் வந்து அமர்ந்து இந்த நேரத்தில் நாமல் இந்த படைக்கு செல்லவில்லை என்று சொன்னால் எல்லாருக்குமே ஆபத்து ஏற்பட்டுவிடும் ஆகையினால் உங்களுடைய மனதில் எந்த கலக்கம் வேண்டாம் எனக்கு உத்தரவு தாரங்கள் என்று சொல்ல சென்று அனுமங்கள் என்று சொல்ல அதுபோன்றுமாக கூடியவர்கள் எழுந்திரித்து தாயார் மனை உரணம் வந்து கூடாரத்திற்குள்ன்னுடைய தாயினுடைய தாமரை தாழ் படைந்து கேட்கின்றார் என்று கேட்டதும் இருந்தது நீங்கள் இப்போது மூன்றாவது படைக்கு போகின்றீர்கள் என்னுடைய மனம் ரொம்ப வேதனைப்படுகின்றது என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ என்று நான் கவலைப்படுகின்றேன் என்று சொல்ல அரை கேட்டார்கள் நினைக்க வேண்டாம் அல்லா ஜனஷனுக்கான ஆண்டவனுடைய அமைப்பின்படி அவருடைய கதாவின்படி நடக்கும் என்று சொல்ல அரை கேட்ட அந்த தாயார் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகின்றார்கள் உண்டாலும் பால மர்தம் மகன் வயலாக கூடியது பொறுக்கவில்லை அதே நேரத்தில் மறக்க முடியவில்லை இந்த நிலையில் நான் எப்படி பிரிவேன் என்று சொல்ல இதை தன்னுடைய ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி சொன்னார்கள் அம்மா அன்பு தாயே நீங்கள் அதாவது வீர குலத்திலே வந்தவர்கள் அதாவது வீரமிக்க தந்தையினுடைய பேராக வந்தவர்கள் அனுப்பி ஆகையினால் நீங்கள் இந்த நேரத்தில் இதுபோன்று உங்களுடைய மனதை தளரவிடாதீர்கள் என்று சொல்ல தன்னுடைய தலையன் அன்பு மகன் ஹாஷியும் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த தாயுடைய உள்ளத்தில் அதாவது அம்பு போல் பாய்கின்றது அந்த அம்மாவுடைய உள்ளத்தில் வீர ஆவேசம் பொங்குகின்றது அருமை கண்மணியான மகனே ஹாஷிமே அதாவது இந்த உலகத்தின் வீரத்துக்கெல்லாம் குருவாக இருக்க வேண்டிய அவனுடைய பாட்டினால் அவர் அதிகமாகத்தால் அவங்களுடைய சந்ததியில் நின்று வந்தவர் அப்பே கொடுத்த வீரமிக்க பரம்பரையில் வந்தவர் ஆகையினால் ஹாஷிமே சென்று வாருங்கள் எதிரினுடைய படையை வென்றுவாருங்கள் அல்லாவுக்காக வேண்டி நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொல்லி அந்த அனுப்பி வைத்தார்கள் தாயினுடைய அனுமதி பெற்று தன்னுடைய கூடாரத்துக்கு வருகின்றார் அதுபோன்று மனைவியினுடைய கூடாரத்துக்கு வந்ததும் அந்த தாய் அவர்கள் எழுந்து நிறுத்து தன்னுடைய கணவருக்கு ரொம்ப அன்பு மரியாதை செய்து இருக்க செய்து அதே நேரத்தில் அவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய முகம் பார்த்து சொல்லுகின்றார் பிவி அவர்களே நான் சண்டைக்கு செல்லுகின்றேன் அனுமதிதார்கள் என்று கேட்க அதை கேட்ட அந்த தாய் அல்லாவிட்டால் அன்பு மகள் இன்னும் அவர்களுக்கு பெயர் ஜெய் நம்பு என்பதாகவும் சொல்லப்படுகின்ற இன்னும் அந்த பெண்மேணி அந்த தாய் அவர்கள் தன்னுடைய கணவருடைய முகத்தை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் மூன்றாவது படைக்கு போகின்றீர்கள் உங்குனி திரைந்து திரும்ப ரத்த வாடை மழைக்கு இதன்றி சொல்லிடுவார் கண்களங்குகின்றார் சலங்குகள் எதுவுமே முடியவில்லை இந்த நிலையில் நீங்கள் என்னை விட்டு பிரிகின்றீர்கள உங்களுடைய திரீகத்தில் ரத்த வாழை மணக்கிறதே என்று சொன்னார்கள் அதே நேரத்தில் ஹாசியம் சொன்னார்கள் பிவி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் அமைப்பின்படி எப்படி நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் ஆகையினால் நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணி கேட்கின்றார்கள் ஆனால் நீங்களும் யுத்த களத்துக்கு செல்லுகின்றீர்கள் சண்டைக்களத்திற்கு போகின்றீர்கள் திரும்பி வருவீர்கள் என்பதற்கு எனக்கு எந்த ஒரு உறுதியும் இல்லை ஆகையினால் நீங்கள் எனக்கு ஒரு அடையாளம் சொல்லிப்போங்கள் என்று சொல்லும் பொழுது ஹாஷி சொன்னார்கள் இல்லை என்றாலும் மறு உலகத்தில் கிராமத்துடைய என்னுடைய வலது என்னுடைய சட்டை கிழிந்து அது கண்டு நீங்கள் என்னுடைய இடத்துக்கு வந்து சேருங்கள் இதுதான் என்னுடைய அடையாளம் என்று சொல்லி தன்னுடைய மனைவியினுடைய அனுமதியும் பெற்றுக் மூன்றாம் படைக்கு சென்றார் ஹாஷி அவங்களுடைய அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருக்கின்ற குதையை மீது படைக்கு சென்றதும் அவர்கள் குதிரையை தான் படை கழகத்தில் வருகின்ற வேகத்தையும் தான் பார்த்த எதிரி படையவர்கள் எல்லாம் பறித்து வரும்போது அவர் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் இன்னும் நிலைமை ஏற்படுகின்றதே ஆனால் எங்கு பார்த்தால் ஆறுகள் பிணங்கள் குவியல் குவியலாக கட்டு மரங்களை போல பிணங்கள் மிதக்கின்றது இந்த நிலையில் வீழ்த்தி நேரத்தில் ஏழாவது நாள் ஏழாவது நாள் என்று ஹாசி மந்திய திரியினுடைய படையின் மீது எப்படி சண்டை செய்து வருகின்றார்களே ஆனால் ஏ பிரி தண்ணில் re chhingam paindave gelam re chhingam paindave கண்ணடி முசிலிம் தோழரே கல்லும் மேட்ட மாத்திரம் தோழரே கருபா சரித்திரம் சுபானந்தா இந்த விதமாக ஹாஷி பிற அன்றி இன்னும் அதுபோன்று எதிரி படைக்குள் தானே புகுந்து எதிரிகளை சின்ன பின்னமாக வெட்டி அந்த படையின் நடுவில் சூழ்நில அந்த எதிரி படையோர்கள் நாம் என்ன செய்கின்றார்களே ஆனால் தன்மையினால் அவர்கள் தன்னை மறந்தவர்களாக எதிரி படையோர்கள் இது நல்ல தருணம் அவர்கள் மீது நாம அம்பை பாய்ச்ச வேண்டும் என்று எசீதனுடைய படையோர்கள் எல்லாம் சூழ்ந்து நின்று ஹாசிம் அவர்கள் மீது எந்த முறையில் அம்பை பாய்ச்சினார்களே ஆனால் நூற்றி இருபது நூத்தி பதில் சப ஆனந்த மாயில ஆதினி கரம் தாய வேதி நிர் ரம் தாய ரே நூத்தி பதில் சப ஆனந்த பாய்ந்த பாயவே ஆதி நிகரம் பாயவே கலி மா முழங்கவே அடிக்கணி கலி திரேகத்தில் எதிரி படையவர்கள் அம்புகளை பாய்ச்சினார்கள் அப்படி அம்புகள் பாய்ச்சிய மாத்திரத்தில் ஹாசிம் அவர்கள் தட்ட முடியாத தன்மையினால் அவர்களுடைய திரேகத்தில் அம்புகள் பாய்ந்து விட்டது அப்படியே விழுகின்றார் ஆயத்தமாக கூடிய நேரத்தில் அதை கண்ட ஹுசைன் தனியவாகத்தான் ரொம்ப வீரத்தோடும் ரொம்ப வேகத்தோடு தான் அவருக்கு மீது வருகின்ற காட்சியை எதிரி படையவர்கள் கண்டார்கள் புறம் காட்டி ஓடினார்கள் உடனே அவர்கள் தூக்கி எடுத்துக்கொண்டு படங்கிற்கு கூடாரத்திற்கு தானே கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்து ஹாசிமை தானே போட்டதும் ஹாசி மகனுடைய ஏற்பட்டிருக்கின்ற காயங்களையும் அவங்க இருக்கக்கூடிய நிலையில் தான் அவர்கள் விடுகின்றார் அதே நேரத்தில் ஹுசேன் தனியெல்லாவுதான் அவங்களுடைய அருமை கண்மணி ஆகிய மகள் ஹாசி உடைய மனைவி அவர்கள்தான் ஓடி வருகின்றார் கடவுளில் பார்க்கின்றார் பார்த்த உடனே arul kangamengidal kanni ul thalungalal aandavane iviyenn sodinayoo i அவர்கள் அதாவது அழித்து பிறந்து விழுந்து பார்த்து ரத்த காயங்களோடு இருக்கின்ற அவர்களுடைய முகத்தை பார்த்து பார்த்து அழுகின்றார் இறைவா